போயாக்கு தண்ணிடுவான்னு சார் <laughs> சார் nee. கோத்தான்ற ஊரு கிட்ட சார் நீக்குற சார் நான் ஓட்டல் தொலைகிறவாலை பார்த்துட்டு இருக்கேன் சார் ராஜுவாத் ஹோட்டல் சார் எங்கே இருக்கு இந்த ஹோட்டலு பாலாஜர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு சார் எதுக்கு நான் மாஸ்க் போன சார் இல் இல்லை சார் மாஸ்க் வந்து காசு சார் சார் அப்பா எங்க அப்பா நெரிசலை மாட்டிட்டு இருக்காரு டெல்லி வந்துட்டார் டெல்லிக்கிட்ட பஸ் ஸ்டாப்ல நெரிசல்தான் சார் இறந்து போயிட்டாரு அப்புறம் பாருங்க யாருமே அங்க இல்ல சார் வெள்ள போய் பாக்கணும் சார் எது டெல்லி போனோமா சார் சார் அம்மா இல்லை சார் அப்பா அடக்கம் பண்ணதுக்கு நானாக சார் போய் ஆகணும் அவர் பல வருஷமாச்சு பார்த்துக்க முடியல சார் அஞ்சு வருஷமாச்சு சார் அவரை பார்த்து ஃபோன் கூட ரெண்டு வாரத்துக்கு எடுத்து வந்து பண்ண முடியுது ஓனர் ஃபோனரே எங்கே ஃபோன் இல்லை சார் சார் அவரை போய் பார்த்து அடக்கம் மாற்றிடுவாங்க சார் அது நீங்களும் விட்டுலங்க சார் அண்ணா கேட்டீங்களா எப்போ சார் பக்கத்துல போயிருவேன் இங்க எந்த நான் எப்படியாவது போயிருவேன் போயிடுவாங்க சொல்லி விடு போடுங்க பாருங்க எது இறந்துட்டா எஃப்ஆர் தான்